வெற்றிப்படிகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சர்வன் நான் முஸ்லமத்திலுள்ள ஆச்சி இன்டர்நேஷ்னல் பள்ளியின் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் இக்கால கட்டத்தில் சுற்றுப்பூட சுகாதாரம் என்பது மிக அவசியமானது சுற்றுப்புற சுகாதாரம் கொரோனா டெங்கு போன்ற நோய்கள் சுற்றுப்புறம் சுத்தமாக இல்லாததால் பரவுகிறது எனவே சுற்றுப்புறம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் கூணானாலும் குளித்துக்குடி கண்டு ஆனாலும் கசக்கி கட்டு என்று பழமொழியை கேற்ப வாழ வேண்டும் துப்பட பணியாளர்களோட நாம் பங்கேற்றுக்க வேண்டும் சாக்கடையில் தெச்சி கூடாது சுத்தமாக வைத்துக்கொள்ள சாக்கடியில் எச்சி துப்பக்கூடாது குப்பை கொட்ட கூடாது குப்பை தொட்டியில் குப்பை போட வேண்டும் சிறுநீர் மலம் பொது இடங்களில் கழிக்கக்கூடாது முகக்கவசம் போட்டு வெளியே செல்ல வேண்டும் கைகளை நன்று கழுக வேண்டும் வெளியே விளையாடக் கூடாது இவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டை சுற்றியும் தெருவும் நாடும் தெருவும் ஊரும் நாடும் சுத்தமாக இருக்கும் இருந்தால் நோய் நொடி என்று மகிழ்ச்சியாக வாழலாம் நன்றி கண்ப <cười>